வணக்கம் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் 1 மினிட் சாட் பார்க்குறோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஜனவரி நைன் மண்டே மார்க்கெட் நைன் ஃபிஃப்டீன் ஏஎம் மார்க்கெட் கேப் அப் ஓப்பனிங் ப்ரீயஸ் டேனுடைய பையிங் மொமெண்டம் ஃபாலோ ஆகுது மார்க்கெட்னுடைய மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது செல்லிங் ட்ரெண்டுக்கு மாறுது மார்க்கெட்டில் ரெண்டே ட்ரெண்ட் தான் ஒன்றும் பை பண்ண போகிறோம் இல்லைனா செல் பண்ண போகிறோம் ஸோ செல் கால்னால ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிட்டு செல் எட் ஃபார்ட்டி ஒரு என் பாயிண்ட் கிடச்சிருக்கு இதில் டார்கெட் பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட் டார்ட்டே நமக்கு ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கும் செகண்ட் டாரெட் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்கு So, daily பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் நமக்கு மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டு மாறும்போது கேண்டலினுடைய கலர் சேஞ்ச் பண்ணி கால் ஜென்ரேட் ஆகும் இன்றைக்கி இனி மார்க்கெட்டினுடைய ஓப்பனிங் நம்ம பார்த்தோம் தான் ஒரு கேப் அப்பில் ஃபார்ட்டி டு ஃபைவ் ஹண்ட்ரட் இங்கே தான் நமக்கு ஓப்பன் ஆச்சு இங்கே ஒரு புல்லிஷ் மொமெண்டமில் பாசிட்டிவாகவே இருந்துச்சு அதாவது மார்க்கெட் மேலே தான் வந்து ஏறிக்கிட்டே இருந்துச்சு ஸோ நமக்கு 42-800 எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் மேலே போயிட்டு அங்கேருந்து தொடர்ச்சியாக ஒரு டவுன் சைட் மொமெண்டமில் இறங்கிக்கிட்டு வரையில நமக்கு டவுனில் ஒரு ஒன் ஓ கிளாக் பார்த்திங்கனா பிரேக் அவுட் ஆகுது ஆஃப்டர் பிரேக் அவுட் என்ன ஆயிடுச்சு நமக்கு இது செல்காலாக சேஞ்ச் ஆகுது ஸோ red color candle ஓப்பன் ஆகுது பார்த்த உடனே ஓகே இட்ஸ் a டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் என்ட்ரி பாயிண்ட் அந்த ரெட் கலர் கேண்டில் இருந்து ஸ்ட்ரெயிட் ஒயிட் கலர்லாம் ஆயிட்டுருக்கல அதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட் ஃபார்ட்டி டூ கீழ இருக்க ரெட் கலந்தால் ஃபஸ்ட் டார்ட் செகண்ட் டாரட் லைன் மேலர்களைன் ஸ்டாப்லாஸ் லைன் ஃபர்ஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ சிக்ஸ் சிக்ஸ்ட்டி ஃபைவ் இருக்கு மோர் தேன் 100 பாயிண்ட் இருக்கு செகண்ட் டாரட் அதுக்கு டபுள் மேலர்களைன் ஸ்டாப்லாஸ் லைன் ஸோ நமக்கு எவ்வரிடே லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் ஜென்ரேட் ஆகிட்டு வரும் அதை பார்த்துட்டு ஆர்டர் மட்டும் போட Manual Trading ட்ரேடிங் படுறவங்க இதில் வர என்ட்ரி பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஆட்டோ ட்ரேடிங் பண்ணுறவங்கன்னா உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டை connect பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் அதுவே உங்களுக்கு மார்க்கெட்டில் calls வந்து என்ட்ரி வந்து எடுக்கும் நீங்கள் டெய்லி நைன் ஓ மட்டும் inputs வந்து கொடுப்பீங்க இன்றைக்கி எத்தனை லாட் ட்ரேட் பண்ணணும் எதில் ட்ரேட் பண்ணணுன்ற மாதிரி இப்போ bank nifty பார்க்கலாம் எண்ட் ஆஃப் த வீடியோவில் நிஃப்டி சார்ட்டும் ஷோ பண்ணுறோம் ஸோ நிஃப்டிலையும் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் நிறைய பேர் நிஃப்டிலேயும் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்குறீங்க ஸோ நிஃப்டியில் சிக்னல் வந்தால் எப்படி இருக்குது அப்படின்றதையும் எண்ட் ஆஃப் த வீடியோவில் ஷோ பண்ணுறோம் இப்போ டைம் வந்து ஒரு ஒன் ஆகுது அதாவது செல் கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஃபார்ட்டி மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆன இப்போ தான் ஃபஸ்ட்டாரட் ரேஞ்ச் வந்து நமக்கு பிரேக் வந்து கொடுக்குது அந்த ஹண்ட்ரட் பாயிண்ட் ப்ராஃபிட் நமக்கு யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி லாஸ்ட்டு டென் மினிட்ஸ் தான் நல்லா இறங்கிச்சு அது தேர்ட்டி மினிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டாக ஒரு சைடு வேஸ் மாதிரி தான் ட்ரேடிங்கே வந்து போச்சு ஆஃப்டர் 30 மினிட்ஸ் ஒன் தேர்ட்டிக்கு அப்புறம் தான் மார்க்கெட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி டார்கெட் ஒன்று அச்சீவ் பண்ணியிருக்கு ஆக்சுவலி இந்த டைமில் ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் மார்க்கெட்லாம் ஓப்பன் ஆயிருக்கும் அதனுடைய ஒரு வால்யூம் சர்ஜாக பூஸ்டாகு தெரில பட் இப்போ மார்க்கெட்டே மூவ்மெண்ட்டே வந்து கொஞ்சம் கொடுக்குது நமக்கு டார்கெட்டையும் அச்சீவ் பண்ணி ஒரு ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்டுக்கு போகுது நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் நமக்கு நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் டுவெண்ட்டிக்கு அப்புறமே நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆச்சு எயிட்டீன் தௌசண்ட் நமக்கு ஒன் ஆர் ப கழித்து தான் ஒன் டுவெண்ட்டிக்கு மேலே தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாரெட்டை ப்ரேக் அவுட் பண்ணி அதுக்கப்புறமும் கண்டினியூஸாக ஒரு பியரிஷ் மொமெண்டமில் இறங்குது எயிட்டீன் ஒன் நம்ம என்ட்ரி பாயிண்ட் ஃபர்ஸ்ட் டாரட் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி பாயிண்ட் மேலே இருக்குது எயிட்டீன் செகண்ட் டாரட் அதனுடைய டபுள் தான் எயிட்டீன் தௌசண்ட் நமக்கு ஜென்ரேட்டான நிஃப்டினுடைய செல் காலும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ செகண்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணுது எயிட்டீன் தௌசண்ட் ஹண்ட்ரட்க்கு மார்க்கெட் மொமெண்டம் கொடுத்துருக்கேன் ஒரு நைன்ட்டி பாயிண்ட் பார்த்திங்க ரீச் ஆகிருக்கு ரெண்டு டார்கெட் சேர்த்து சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ நமக்கு மாதிரி டெய்லி பேசிஸில் லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வரும் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் மட்டும் போட போகிறீங்க மேனுவல் ட்ரேடிங்கும் பண்ண முடியும் ஆட்டோ ட்ரேடிங்கும் பண்ணிக்க முடியும் இந்த சாட் உங்களுக்கு வேணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேஇன் மெசேஜ் அனுப்புங்கள் நாங்கள் டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க் யூ